ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் வேர் வர்ணா சிறுமுகை கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் நம்ம அப்டேட் ஒவ்வொரு சாரியை நம்ம பாத்திரலாம் இது வந்து சில்வர் சரி ஒர்க் பண்ண சாரீஸ் எல்லாமே ஹேண்ட்லூம் மேட் பியூர் silk சாரீஸ் coming with silk mark certified, அதுவும் ஆடிசைல் ஆஃபர் பிரைஸ்லங்க ஃபைவ் தௌசண்ட் ஆஃபர் பிரைஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ இல்லைனாலும் ஃபியூச்சரில் நீங்கள் எங்ககிட்ட பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்க்கறது ஹாஃப் ஒயிட் அண்ட் ஆரேஞ்ச் காம்பினேஷனில் இருக்கக்கூடிய சாரீஸுங்க பலூன் ப்ளவுஸ் ஆரேஞ்ச் கலர் பாடி ஹாஃப் ஒயிட் உள்ள வரக்கூடிய புட்டாஸ் ஃபுல்லாக சில்வர் ஜரிங்க டாப் அண்ட் பாட்டம் டிஷ்யூ பார்டர் வந்திருக்கும் நம்ம இப்போ ஃபுல்லாகவே ஓப்பன் பண்ணி காட்டுறோம் ஸோ ஆடி சேலுங்க எல்லோரும் ரெக்வஸ்ட் பண்ண மாதிரி நம்ம இப்போ ஆடி சேலுக்கு நம்ம போட்டுட்ருக்கோம் இந்த ப்ரைஸ் இப்போ மட்டுமேங்க ஃபியூச்சரில் கண்டிப்பாக வரவே வராது ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த வீடியோ பார்த்தாலும் சரி இல்லை வாட்ஸ்அப் குரூப்பில் ஃபோட்டோஸ் பார்த்தாலும் சரி உடனே புக் பண்ணிக்கோங்க மோஸ்ட் டிமாண்டாக போயிட்டுருக்கு சாரீஸ் எல்லாம் இப்போ நீங்கள் பார்க்குறது பலுவன் பிளவுஸ் பேச் கலர் பாடி ரானி பிங்க் கலருங்க இதில் வந்து ட்ரையாங்கிள் த்ரீ ட்ரையாங்கல்ஸ் டுகெதர் வந்து டிசைன் ஆன மாதிரி இருக்கும் ஃபுல்லாக பார்க்குறீங்க நம்மக்கிட்ட பேமெண்ட் ஆப்ஷன் வந்து ரெண்டு இருக்குங்க ஒன்று ப்ரீ பேமெண்ட் இன்னொன்று கேஷ் ஆன் டெலிவரி ப்ரீ பேமெண்ட் அப்படின்னா நீங்கள் அக்கௌண்ட் பே ஃபோன் பே கூகுள் பேடிஎமில் நீங்கள் எதில் வேணாலும் மணி டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம் சாரியோடைய அமௌண்ட்டு மட்டும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் போதும் ஷிப்பிங் ஃப்ரீ தாங்க இந்தியாவுக்குள்ளே ஷிப்பிங் ஃப்ரீங்க இன்டர்நேஷனல் ஷிப்பிங்க்கு ஷிப்பிங் சார்ஜஸ் வருதுங்க நீங்கள் எந்த கண்ட்ரி அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஷிப்பிங் சார்ஜஸ் கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க சப்போஸ் வந்து அந்த டைமில் ஷிப்பிங் சார்ஜ் கேட்டு அதுக்கப்புறம் புக் பண்ணுறதுக்கு லேட் ஆகுன்னு நினைச்சிங்க அப்படின்னா ஃபாரின் கஸ்டமர்ஸ் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்கன்னா அந்த சாரியை புக் பண்ணி இந்த சாரியோடைய அமௌண்ட் மட்டும் ஃபஸ்ட்டு வந்து பே பண்ணிடுங்க அண்ட் அதுக்கப்புறம் அதோடைய எக்ஸாக்ட் வெயிட் என்னங்கிறத பார்த்து அதோடைய ஷிப்பிங் சார்ஜ் என்னங்கிறத நாங்கள் சொல்கிறோம் அதுக்கப்புறம் கூட நீங்கள் ஷிப்பிங் சார்ஜை பே பண்ணி அதுக்கப்புறம் கூட டிஸ்பஸ் பண்ணிக்கலாங்க இப்போ நீங்கள் பார்க்குறது அதே டிசைனில் தான் ட்ரையாங்கிள் டிசைனில் தான் கிரே அண்ட் ஆரஞ்ச் காம்பினேஷன் பாடி க்ரே கலர் பலூன் ப்ளவுஸ் ஆரஞ்ச் கலருங்க சேம் டிசைனில் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது க்ரீன் அண்ட் ஆரஞ்சு காம்பினேஷன் ஸோ இந்த ஆரஞ்சுங்கிறது எப்படி இருக்குன்னா ரொம்ப ஆரஞ்சு அந்த ஃபேண்டா கலர் அந்த மாதிரி இருக்காமல் நல்லாவே இருக்கும்ங்க மைல்டாக இருக்கும் கொஞ்சம் டார்க்காகவே இருக்கும் டார்க் ஆரஞ்சாக இருக்கும் பாடி வந்து க்ரீன் கலர் கேஷ் ஆன் டெலிவரி அப்படின்னா எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் வருங்க அந்த எக்ஸ்ட்ரா சார்ஜஸை நீங்கள் இந்த ஸாரீ புக் பண்ணும்போதே பே பண்ணால் மட்டுமே கேஷ் ஆன் டெலிவரிக்கு புக் பண்ண முடியுங்க அண்ட் நீங்கள் பார்சல் வரும்போது சாரியுடைய அமௌண்ட்டு மட்டுமே நீங்கள் கேஷாக கொடுத்தா போதுங்க இந்தியா போஸ்ட் வழியாக தான் கேஷ் ஆன் டெலிவரி வருங்க நீங்கள் ப்ரீமியமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்சல் சீக்கிரமாக வரும் எப்பவுமே கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் போனீங்க அப்படின்னா டெலிவரிக்கு கொஞ்சம் டைம் ஆகுங்க உங்களுக்கு எமர்ஜென்சி அர்ஜென்ட்டு ஃபங்க்ஷன் இருக்கு உடனே வேணும் அப்படின்னா நீங்கள் ப்ரீபேமெண்ட் ஆப்ஷன் போய்க்கிறது ரொம்பவே நல்லதுங்க ஏன்னா சீக்கிரமே உங்களுக்கு பார்சல் வரும் கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் போனீங்கன்னா கண்டிப்பாக லேட் ஆகுங்க இப்போ நீங்கள் பார்க்குறது அனதர் பேட்டர்ன் பீகாக் பேட்டன்ல வரக்கூடியது பலுவான் பிளவுஸ் green color, body, ராணி pink கலருங்க ஃபுல்லாகவே சில்வர் ஜரி ஒர்க்கு தான் பார்க்குங்க புட்டாஸ் வந்து ஆல்மோஸ்ட் ஆல் ஓவர் த பாடி வந்துருங்க உள் சுத்து மட்டுமே எப்பவுமே வராதுங்க பள்ளு பக்கத்தில் இருந்து உள்ள பாடி போக போக அந்த புட்டா மட்டும் என்ன ஆகும்னா டிஸ்டன்ஸ் அதிகமாகும் பட் ஆனால் ஆல் ஓவர் த பாடி புட்டாஸ் கண்டிப்பாக இருக்குங்க சேம் டிசைனில் நம்ம இப்போ பார்க்கறது க்ரீன் அண்ட் பேச் காம்பினேஷன் Beige, body green colour, dark green, dark bottle நீங்க வர்ணாவுடைய மெயின் நம்பர் அதாவது அந்த நம்பர் ஒன்லி புக்கிங் அண்ட் ஆர்டருக்கு மட்டுங்க கால் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக கால் அதில் அட்டன் பண்ண மாட்டோம் நீங்கள் கால் பண்ணி பேசணும்னு நினச்சிங்கன்னா வர்ணா சப்போர்ட் நம்பர் மென்ஷன் பண்ணியிருக்கோம் டிஸ்கிரிப்ஷனில் அந்த வர்ணா சப்போர்ட் நம்பருக்கு நீங்கள் காலோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜோ இல்லை வாய்ஸ் மெசேஜோ பண்ணி உங்களுடைய டவுட்ஸை நீங்கள் எல்லாமே கேட்டுக்கலாங்க அந்த நம்பர் வீக்லி அதாவது வீக் டேஸில் ஒர்க்கிங் டேஸில் மட்டும்தான் வந்து எனேபிளாக இருக்குங்க வீக்கெண்டில் அதாவது ஹாலிடேஸ் சண்டேயில் வந்து கண்டிப்பா, அந்த நம்பர் அட்டன் பண்ண மாட்டோம் பலுவன் ப்ளவுஸ் கப்பர்சல்ஃபேட் ப்ளூ பாடி ஹாஃப் ஒயிட் எல்லாமே சூப்பரான சாரீங்க எல்லாமே ஃப்ரெஷ் சாரீஸ் தான் ரன்னிங்கில் இருக்கக்கூடிய சாரீஸ் தான் அந்த சாரீஸ்மே நம்ம இப்போ உங்களுக்காகவே ஆஃபர் சேலில் நம்ம கொடுத்துட்டுக்கோம் இது இப்போ மட்டுமே இப்போ இது பாக்கிறீங்க இது சில்வர் சரி ஒர்க் தான் பட் ஆனால் மாடல் மட்டும் எப்படி இருக்குன்னா ஹாஃப் அண்ட் ஆஃப் மாடலில் இருக்கும் மல்டி கலர் மாதிரி தெரியும் ஹலூன் பிளவுஸ் பெய்ச் கலர் பாடியில் பிங்க் அண்ட் பெய்ச் கலர் வந்து ஆல்டர்னேட்டிவாக வரும் டார்கர் போர்ஷன் அண்ட் லைட்டர் போர்ஷன் அந்த மாதிரி மாற்றி மாற்றி வருங்க லாஸ்ட் டைம் போடும்போதே வந்து இதுக்கு ரொம்ப டிமாண்டாக இருந்தது நிறைய பேர் இந்த சேரீ வந்து என்கொயரி பண்ணியிருந்தாங்க ஸோ அப்போ கிடைக்கல சில பேர்த்துக்கு சில பேர்த்துக்கு கிடைச்சிது இப்போ ஆஃபர் சேலில் உங்களுக்கு கிடைக்கிதுங்க அதுவும் ஃபைவ் தௌசணுக்கு ஐயாயிரம் இந்த சேரீ உங்களுக்கு கிடைக்கும் மிஸ் பண்ணிடாதீங்க அண்ட் நான் இப்போ காட்டுற சாரீஸ் மட்டும்தாங்க இருக்குது இதுலையே டூ பீசஸ் த்ரீ பீசஸ் இல்லை இது மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது ஸோ எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் மெசேஜ் பண்ணி எங்கிட்ட புக் பண்ணுங்கன்னு சொல்கிறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு மெசேஜுக்கு ரிப்ளை வரும் அண்ட் புக்கும் பண்ணுவோம் இப்போ நீங்கள் பார்க்குறது இதுவும் வந்து ஹாஃப் அண்ட் ஆஃப் மாடலில் தான் இருக்கக்கூடியது பளு அண்ட் பிளவுஸ் கிரே கலர் பாடியில் டாப் போர்ஷன் க்ரே கலர் பாட்டம் போர்ஷன் மெரூன் கலருங்க இது வந்து கிரேனாவே கண்டிப்பாக பிளாக் காம்பினேஷனில் தான் வரும் பிளாக் காம்பினேஷனில் வந்தது ஒயிட் மேலே பிளாக் வியூ பண்ணியிருந்தோம்னாவே கண்டிப்பா அந்த BLACK THREADS தெரியுங்க ஸோ BLACK THREADS கண்டிப்பா அந்த சேரீயில் தெரியும் ஓகே அப்படிங்கிறவங்க இந்த சேரீயை ஆர்டர் பண்ணிக்கலாங்க எல்லாமே ஓப்பன் பண்ணி காட்டியாச்சுங்க நான் இப்போ டிஸ்பிளே பண்ணிடுறேன் இந்த சாரீஸ் எல்லாமே ஹேண்ட்லூம் ஆயிடுங்க பியூர் சில்க் கம்மிங் வித் சில்க் மார்க் சர்ட்டிஃபைடு தாங்க வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணும்போது ஒரு மெசேஜ் பண்ணிவிட்டு எங்கள் ரிப்ளைக்காக வெயிட் பண்ணுங்கள் எங்கிட்டருந்து ரிப்ளை வரும் நீங்கள் தான் ஃபஸ்ட் புக் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பஸ் ஃபஸ்ட்டு புக் பண்ணுவோம் சப்போஸ் உங்களுக்கு முன்னாடி யாராவது புக் பண்ணியிருந்தா வெயிட் பண்ண சொல்லுவோம் வெயிட் பண்ணுங்கள் மேபி சம்டைம்ஸ் அந்த சாரி உங்களுக்கு கூட அவைலபிளாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்